தலைப்பு நட்பைந்தது எதுவும் ஆச்சரிய அற்புதமான உறவு வாழ்க்கையில் கூறுவார்கள் ஏனெனில் நட்பில் அகங்காரம் கிடையாது நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற அகந்தை நட்பில் ஒருபோதும் கிடையாது நண்பர்கள் எந்த ஒரு இரத்த சொந்தமும் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்காக நம்முடன் இருப்பவர்கள் நண்பர்கள் நமக்கு கஷ்டம் என்ற ஏற்படும் போது நமக்காகபவர்கள் நண்பர்கள் யார் நட்பை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மூழ்க மாட்டார்கள் நட்பில் மிகவும் அழகான விஷயம் என்ன தெரியுமா நாம் பட்டினியாக இருந்தாலும் நம் நண்பனை சாப்பிட வைக்க தோன்றும் இதைவிட அழகான விஷயம் வேறென்ன இருக்க போகிறது ஒரு கவிஞர் நட்பை பற்றி மிகவும் அழகாக இருப்பார் அதாவது நட்பில்லாத வாழ்க்கை வீணையில் கூறியிருக்கிறார் நட்பு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இணைந்திருக்கும் உறவாகும் மகாபாரதத்தில் வரும் கர்ணனை அநாதையாக்கியது அவரது தாய் அதே கர்ணனை மன்னனாக்கி அழகு பார்த்தது அவரது நண்பர் வாழ்க்கையில் நண்பர்களின் அன்பை வெளிக்குணர்வதற்கு உணர்வுகள் தேவையில்லை நல்ல நண்பர்கள் நமது வாழ்க்கையில் எந்த ஒரு தவறும் நடைபெறாமல் பாதுகாப்பவர்கள் நட்பாங்கிழமை தரும் என்கிறார் திருவள்ளுவர் அதாவது நட்பு எந்த ஒரு தொடர்பும் எந்த ஒரு பழக்கமும் இல்லாமல் ஒத்த உணர்ச்சிகள் மூலமாக மட்டுமே வரக்கூடியது இதற்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு பிசுராந்தையா இவர்களின் நட்பு இவர்கள் பழகியதுண்டா இல்லை ஆனால் இவர்களின் ஒத்த உணர்ச்சிகள் இவர்களை நண்பராக்கியது நட்புக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு கூறுகிறேன் மாணவர்களுக்கான பரிசுகள் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் சிறுது பெருவெல்லாம் நட்பு ஒருபோதும் வருவதில்லை மறைந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் அவரை அவர் திருவனந்தபுரத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது அவருக்கு கிடைக்கும் நேரங்களில் தனது நண்பர்களிடம் செலவிடுவார் தெரு ஓரங்களில் தனது நண்பர்களிடம் நின்று பேசிக் கொண்டிருப்பார் அவர் ஜனாதிபதி ஆவார் என்று அப்பொழுது யாரும் எண்ணியதில்லை அவர் ஜனாதிபதி ஆன பின்பு திருவனந்தபுரத்து கவர்னர் மாளிகையில் அமர்ந்து நான் என் நண்பனை பார்க்க வேண்டும் அவனை அழைத்து வாருங்கள் என்று பல அனுப்பி அவரை அழைத்து வரச் சொன்னார் அப்படிப்பட்ட நண்பன் என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா திருவனந்தபுரத்து தெரு ஓரங்களில் செருப்பு கொண்டிருந்தார் செருப்பு தைத்த நண்பனை ஜனாதிபதியான ார் அவரை பார்த்து தோளோடு தோல் சேர்த்து என்றும் நீதான் என் நண்பர் என்று கூறினார் இதில் இருந்து தெரிய வருகிறது நட்பு ஒருபோதும் தரம் பார்த்து வருவதில்லை நட்பு என்பதை ஒரே வார்த்தையில் விளக்குவதில்